சாரங்கப்பூர்ற ஒரு கிராமத்துல விமல்ங்கிற பேர் கொண்ட ஒரு பையன் இருந்தான் அவன் தெரு தெருவா போய் பலூன் வீத்துக்கிட்டு இருந்தான் அவனுக்கு ஒரு தங்கச்சியும் இருந்தா அவன் பேரு ராதா விமல் அப்புறம் ராதாவோட அப்பா சில வருஷங்களுக்கு முன்னாடியே தவறிட்டாரு அப்புறம் அவங்களோட அம்மா ரமா நாலஞ்சு வீட்டுல வீட்டு வேலைகளை செஞ்சு அவங்க வாழ்க்கை ஒரு நாள் விமல் பலூனை என்னோட அம்மாவுக்கு கட்டிக்க நல்ல அழகான சாரி ஒன்னு கூட இல்ல பாவம் நான் இன்னைக்கு அவங்களுக்காக நிறைய பலூன்ஸ வித்துட்டு ஒரு புது சாரி வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கொடுப்பேன் சரிமா நான் வியாபாரத்துக்கு கிளம்புறேன் தங்கை கிளம்பான் என்ன கேட்டானா அண்ணா இன்னைக்கு நீங்க எனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க நீங்க சொன்னீங்க வரேன்னு அத மறந்துட்டீங்களா என்ன தங்கச்சி அப்படி கேட்டதும் விமல் ரொம்பவே வருத்தப்பட்டான் அடுத்த நாள் விமல் பலூனை எடுத்துக்கிட்டு வெளியே கிளம்பினதும் அப்பா அங்க இருந்த ஒரு பையன் வாங்கி தர சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தா அந்த அழகா இருக்கு எனக்கு ஒன்னே ஒன்னு வாங்கி கொடுங்கப்பா இந்தாப்பா பலூன்காரா பையா ஒரு பலூன் என்ன வேலை சார் நான் ஒரு பலூனை மூணு ரூபாக்குதான் வித்துக்கிட்டு இருக்கேன் ஆனா உங்களோட இந்த அழகான பையனுக்காக நான் ரெண்டு ரூபாய்க்கு தரலான்னு இருக்கேன் என்னது ரெண்டு ரூபாவா ஒரு ரூபாய்க்கு தரதா இருந்தா தான் இடத்த காலி பண்ணி போயிட்டேரு ஒரு ரூபாய்க்கு பலூன் வித்தா எனக்கு கட்டுபடி ஆகாது சார் விருப்பம் இருந்தா கூடு இல்லன்னா கிளம்பிப்போம் அந்த அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு அவன் வீட்டுக்கு வந்ததும் அவங்க அம்மா கீழே படுத்து இருக்கிறத பாத்தான் அப்புறம் ராதா பக்கத்துல உட்காந்து அளவுக்கு எதுவுமே இல்லப்பா கடந்த ரெண்டு நாளா நான் எதுவுமே சாப்பிடல எதெல்லாம் மிச்சம் மீதி இருந்ததோ அதெல்லாம் உனக்கும் உன் தங்கச்சிக்கும் பகிர்ந்து கொடுத்தேன் அதனாலதான் எனக்கு கொஞ்சம் மயக்கம் வந்துருச்சு அதனால கீழே விழுந்துட்டேன் பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல அம்மா, நான் நீங்க அத நினச்சு கவலைப்படாதீங்க போய் ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு வெளியே நின்னுகிட்டு பாத்துக்கிட்டே இருந்தா அப்பதான் ஒரு ஆள் வந்து தலை சுத்தலுக்கும் ஜரத்துக்கும் அவன் வீட்டுக்கு வந்ததும் ரமா அவன் கிட்ட என்ன கேட்டாங்கன்னா மருந்து எப்படி கிடைச்சதுன்னு கேட்டாங்க அதுக்கு விமல் சொன்ன மன்னிச்சிருங்கம்மா என்ன மன்னிச்சிருங்க நான் இந்த மாத்திரைய திருடிக்கிட்டு வந்திருக்க அந்த நேரம் மெடிக்கல் கிளம்பி போயிட்டாரு இங்க பாருப்பா ஒரு விஷயத்தெளிவா புரிஞ்சுக்கோ எந்த ஒரு நிலைமையிலும் எந்த பொருளையும் திருடக் கூடாது விக்ரம் பெரிய படிப்பெல்லாம் படிச்ச ஒரு ஆளு அவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிராம இந்த கிராமத்துக்கு எந்த ஒரு மாற்றமும் வராது அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா இப்ப நான் தான் இங்க வந்துட்டேன்ல நான் கண்டிப்பா ஏதாவது செய்யறேன் என்னப்பா விளாயத்துல படிக்க வச்சா நீ வந்து இந்த கிராமத்துல இருக்கோ ஒரு நல்ல வேலையா செய்ய விடுங்க அப்படி சொல்லிட்டு விக்ரம் கிராமத்துக்கு கிளம்பி போயிட்டான் அந்த நேரத்துல சில பேர் ஒரு டிராக்டரை தள்ளிக்கிட்டு போறத அவன் பார்த்தான் அண்ண நீங்க எதுக்காக இந்த டிராக்டரை தள்ளிக்கிட்டு என்னது நம்ம கிராமத்துல பெட்ரோல் பங்கே கிடையாதா அடா ஆமாம் தம்பி நம்ம எல்லாரும் டீசலுக்காக இங்க இருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற பக்கத்து கிராமத்துக்கு போக வேண்டி ஏன் அப்படி நீங்க கவர்மெண்ட் அவர் பெட்ரோல் பங்குறதுக்கு ஒரு சென்டிமீட்டர் இடத்த கூட தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படியா சரி நான் போய் அவர்கிட்ட பேசி பாக்கறேன் விக்ரம் சேட் ஹீராலால சந்திக்க போறான் சேட்சி நீங்க பண்ற காரியம் இருக்குறத பத்தி பேசிட்டு இருந்தா இருக்கேன் ஆனா எனக்கு அந்த பெட்ரோல் பக்கோட எண்பது பர்சன்ட் லாபத்தை எனக்கு குடுக்கணும் என்னது எண்பது சதவிகிதமா அவன் ஒரு மாடு செடி குடிகளை சாப்பிடுறத பார்த்தான் அப்போ அந்த மாடை வளர்க்கிறவன் வந்து பாலை கறந்து வீடு வீடா போய் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சான் அத பார்த்ததும் விக்ரமுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு அடுத்த நாளே ஒரு பெரிய மாடோட உருவத்துல மொபைல் பெட்ரோல் பங்க ரெடி பண்ணான் வெளி பார்வைக்கு அதை போது பாக்க பசுமாடு மாதிரியே இருந்துச்சு அப்பதான் சேட்டுக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்கும் வாங்கண்ணே வாங்க பெட்ரோல் அல்லது பெட்ரோலும் கிடைச்சிருச்சு அப்புறம் சேட்டுக்கும் இந்த விஷயமே தெரியாது ஏழையோட கடிமண்ணால செஞ்ச இந்த கதை சில வருடங்களுக்கு முன்னாடி ஜெல்கா உங்குற சிட்டில நடந்துச்சு ஒரு பெரிய புது புது பொம்மைகள் விலையுறந்த பொருட்களுக்காக பிடிவாதம் பிரச்சுகிட்டு இருந்தான் முகுந்த் அவனை செல்ல பிள்ளையா வளர்த்ததால ராகுல் எதை வாங்கி கொடுக்க சொன்னாலும் அவனுக்கத வாங்கி கொடுத்துக்கிட்டே இருந்தாரு அப்போ ஷீலா என்ன சொன்னாங்கன்னா இங்க பாருங்க நீங்க அளவுக்கு அதிகமா செல்லத்தை கொடுத்து ராகுல்ல கெடுத்துக்கிட்டே வரீங்க ஷீலா நான் சம்பாதிச்ச இந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற இந்த பணம் எல்லாமே நம்ம பிள்ளைக்காகத்தானே ஆனா ஷீலா முக்குந்து சொன்ன வார்த்தைய கேட்காம ராகுல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்தாங்க எனது உனக்கு என்னோட பைக் வேணுமா நான் அதுவே பெரிய விஷயம் என்னோட பைக்கையும் அப்புறம் என்னோடையும் தொட்டிங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அவன் முதல் மாணவனா இருந்தான் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் வாங்கிட்டு இருந்தான் ஒரு நாள் ஸ்கூல்ல ஒரு காம்படிஷன் நடந்துச்சு அப்ப என்ன சொன்னாங்கன்னா எல்லாரையும் ஒரு நடமாடக்கூடிய தாய பண்ண சொன்னாங்க அவர் என்ன சொன்னார் இந்த கண்டுபிடிப்பு ரொம்ப பிரமாதமா இருக்கு களிமண்ண செஞ்ச நடமாடும் இந்த காம்படிஷன்ல உனக்கு தான் அதுக்கப்புறம் எல்லாருமே ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க அந்த நேரத்துல ராகுல் அங்க வந்து என்ன சொன்னான்னு தெரியுமா ஹே நண்பா சந்து உன்னோட மண்ணுல செஞ்ச ட்ரெயின் இருக்குல்ல சூப்பரா இருக்கு நானும் அதுல சவாரி பண்ணலாமா அடை இல்லப்பா உம் நான் உனக்கு அவன் செஞ்ச தப்பு புரிஞ்சிருச்சு அடுத்த நாள் ராகுல் தன்னோடய எடுத்துட்டு வந்து என்ன சொன்னா ராகுல் நண்பா விளையாக படிக்க ஆரம்பிச்சுட்டான் அப்புறம் அவனோட குறும்புத்தனம் கூட ரொம்பவே குறைஞ்சிருச்சு அத பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் சந்து போய் ராகுலுக்குள்ள எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்ததுக்காக அவனுக்கு நன்றிய சொன்னாங்க